ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஏர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிராண்ட் ஒர்க் சரி இருக்கக்கூடிய சாரீஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் ஒன் செவன் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் சரி ஒர்க் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் இருக்கக்கூடியது பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு சரி நம்ம பார்க்குறோம் பாடி ஆஃப் சரியில் ஃபுல்லாக வந்து நீம் சரி ஒர்க்குங்க பல்லுவில் கோல்டு டெஸ்ட் சரி பாடியில் வரக்கூடியது நீம் ஜரி பல்லூவில் வரக்கூடியது கோல்டு டெஸ்ட் ஜரி பாடி ஆஃப் சேரீ ரெட் கலர் பல்லுவன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ இன்னர் லேயர் மட்டும்தாங்க பிளைனாக வரும் மற்ற பாடி ஆல் ஓவர் பாடி ஃபுல்லாகவுமே உங்களுக்கு இந்த ஜரி ஒர்க் இருக்கும் நெக்ஸ்ட் சாரியுடைய நம்பர் ஒன் நெக்ஸ்ட் சேரீ பலுவன் ப்ளவுஸ் இங்கு ப்ளூ பாடி ஆஃப் சாரீ டபுள் ஷேடுங்க பிங்கிஷ் ஆரஞ்சில் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு டெஸ்டு சரீல ஒர்க் இருக்குதுங்க இந்த சேரீஸ் வந்து ஹேண்ட்லூம் மேடுங்க கைத்தறியில் நெசவு பண்ணதுங்க பியூர் சில்க் சாரிங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடும் அண்ட் இதோடைய ப்ரைஸ் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு கிடைக்கும் சாரி நம்பர் ஒன் டபுள் செவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கிராண்ட் ஒர்க் சாரீஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாமே நியூ பேட்டர்னில் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து சாரீஸுங்க பாடி ஆஃப் சாரீ பிக்அப் ப்ளூ பல்லுவன் ப்ளவுஸ் டார்க் ஆரஞ்ச் கலர் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் ஜெரிவருக்குதாங்க 7500 தௌசண்ட் உங்களுக்கு கிடைக்கும் சாரி நம்பர் 178 இந்த சாரியில பல்லுவன் பிளவுஸ் இங்க் ப்ளூ கலர் பாடி அப் சாரி ரெட் கலருங்க ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரி போயிட்டீங்கன்னா கூகுள் பே போது கிடையாது கிடையாதுங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்ல இந்தியாக்குள்ள எங்க சென்ட் பண்ண சொன்னீங்கன்னாலும் சென்ட் பண்ணி தரோம் ஒன் செவன் நைன் பல்லுவன் பிளவுஸ் டார்க் ஆரஞ்ச் body of sari copper sulfate blue இதுமே full and full gold டெஸ்ட் சரிங்க இந்த டார்க் ஆரஞ்சுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா இந்த கலர் வந்து எப்படி இருக்கும்னா குங்குமும் red colorல இருக்கும் ஏன்னா அது வந்து ரெட்டுன்னு சொல்லிட முடியாது ஆரஞ்சுன்னு சொல்லிட முடியாது ஸோ ரெண்டும் மிக்சிங்கில் தான் அது இருக்கும் அந்த கலர் ஸாரீ நம்பர் ஒன் எயிட் ஜீரோ பாடி ஆஃப் சாரி ப்ளூ ஸ்கை ப்ளூ பல்லுவன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ cash and delivery option available, இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் சாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணாதான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய பிரைஸ் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாங்க சேரீயோடைய நம்பர் ஒன் எயிட் ஒன் பாடி ஆஃப் சாரி டார்க் க்ரீன் பல்லுவன் ப்ளவுஸ் குங்குமம் ரெட் கலர் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் ஜரிவு இருக்குதுதாங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் ஸாரீ உங்களுக்கு டேமேஜாக வந்ததுனாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரீ இல்லாமல் வேறு சாரீ வந்ததினாலோ தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க ஒரே வீடியோவாக வேணும் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்த வீடியோவாக இல்லாமல் ஒரே வீடியோ ஓப்பன் பண்ணுறதுலேருந்து அதிலேயே மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற வரைக்கும் இருக்கணும் ஸாரீ நம்பர் ஒன் இது வந்து சிங்கிள் கலர் ஸாரீ இது வரைக்கும் நம்ம கான்ட்ராஸ்ட் பல்லுவன் ப்ளவுஸ் பார்த்தோம் இதுக்கு மேலே வந்து ஒரே கலரில் இருக்கக்கூடிய சிங்கிள் கலர் செல்ஃப் கலரில் இருக்கக்கூடியது பார்க்க போகிறோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ளூஇஷ் கிரீன் டபுள் ஷேட் ப்ளூஇஷ் கிரீன் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு டெஸ்ட் ஜெரிவு இருக்குதுங்க கலர் இஷ்யூஸ்க்கோ அல்லது குவாலிட்டி இஷ்யூஸு அண்ட் ஆல்சோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ரிட்டன் பாசிபிள் இல்லைங்க இது வந்து கைத்தறியில் என்ன ஸோ பண்ணதுங்கிறதுனால கண்டிப்பாக சின்ன சின்ன ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்குங்க சாரீ நம்பர் 183. எயிட்டி த்ரீ அண்ட் இன்னொன்னு சொல்கிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்தவித சேரீயுமே வந்து உங்களுக்கு டேமேஜோட வரவே வராது ஏன்னா நம்ம ஒவ்வொரு சேரீயுமே வந்து லேயர் பை லேயராக செக் பண்ணி தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் சின்ன சின்ன ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்கும் அது பொதுவாக எல்லா கைத்தறி புடவைகள்லையுமே இருக்கக்கூடியது தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளாக் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிளாக் கலர் த்ரெட் வந்து சாரீஸில் விசிபிள் ஆகும் அதை நம்ம நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணுறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டார்க் டார்க் அல்கே கிரீன் கலரில் இருக்கக்கூடியது டார்க் அல்கே கிரீன் இதுலையுமே பிளாக் கலர் த்ரெட்டு வந்து சில இடங்களில் விசிபிள் ஆகும் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு டெஸ்டர் ஜெரியல ஒர்க் இருக்குங்க சாரி நம்பர் ஒன் எயிட்டி ஃபோர் இது வந்து நவாப்பழ கலர்னே சொல்லலாம் டார்க் பர்பிள் கலரில் இருக்குங்க சாரீ கலர் வந்து டார்க் பர்பிள் கலர் கோல்டு டெஸ்ட் இஸ் ரீவர்க் ஃபுல்லாக வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணலாம் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தான் புக் பண்ண முடியுங்க ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும் இதே சாரீஸை நேரில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷாப்பில் அவைலபிளாக இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாமே யூனிக் ப்ராடக்ட்ஸ் இந்த கலர் இந்த டிசைன் சேரீ வந்து 1 ஆர் டூ பீசஸ் தாங்க இருக்கும் நம்ம ஆன்லைன்லேயே ஷோ பண்ணுறதுனால ஆன்லைன்லேயே இது புக் ஆகிரும் அப்போது நேரில் ஷாப்பில் இந்த சாரீஸ் இருக்காதுங்க ஸாரீ நம்பர் ஒன் எயிட்டி நீங்கள் நீங்கள் ஷாப்புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க நமக்கிட்ட soft சில் சாரீஸில் வெரைட்டிஸ் தௌசண்ட் சாரி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லருந்து எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் பிரைஸ் ரேஞ்சில் சாஃப்ட் சில் சாரீஸில் வெரைட்டிஸ் இருக்குதுங்க சாஃப்ட் சில்ஸ் தவிர வேறு எந்த வெரைட்டிஸ் ஸாரீஸோ அல்லது ப்ரைஸ் ரேஞ்சஸ் ஸாரீஸோ நம்மகிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இல்லைங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ஜிக்சாக் லைனில் இருக்கக்கூடிய சாரி காப்பர் டெஸ்ட் சரிங்க இன்கு ப்ளூ கலர் இது ஃபுல்லாகவே காப்பர் டெஸ்ட் சரி சாரி நம்பர் ஒன் எயிட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் ஸாரீ நம்பர் ஒன் எயிட்டி சிக்ஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு டெஸ்ட் சரி சாரியுடைய கலர் இங்கு ப்ளூ கலர் லாஸ்ட் டைம் இந்த சாரீஸ் வந்து போட்டிருந்தோம் அப்போ கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது போட்டிருந்தோம் நிறைய வந்து என்கொயரிஸ் இருந்தது அண்ட் நிறைய பேர் வந்து எப்போ வந்தாலும் இன்டிமேட் பண்ணுங்க எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இண்டிவிஜுவலாக நம்மளால் கண்டிப்பாக வந்து மைண்டில் வச்சுட்டு இன்ஃபார்ம் பண்ண முடியாதுங்க அதனால தான் குரூப்பில் வந்து போடுறோம் குரூப் அப்டேட் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சாரீஸ் தேவையோ என்ன கலர் தேவையோ அதை நீங்கள் அங்கே அப்டேட் வரும்போது பார்த்து புக் பண்ணிக்க முடியும் ஸாரீ நம்பர் ஒன் இது டபுள் ஷேடு தாங்க இது வந்து பீக்காக கிரீன் கலர்னு சொல்லலாம் இது வந்து இந்த ப்ளூவும் அண்டு க்ரீனும் மிக்சிங்கில் தான் இருக்கு பீகாக் கிரீன் ஃபுல்லாக கோல்டு டெஸ்ட் சரிவும் இருக்குங்க இந்த சேரீஸ் எல்லாமே 7500 rupees each ஹண்ட்ரட் 7500 ஈச் உங்களுக்கு கிடைக்கும் பிடிச்சிருந்ததுன்னா Whatsapp மூலமாக கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க ஒவ்வொரு சாரியுமே இந்த சில்க் மார்க்ஸ் சர்டிஃபிகேஷனோடு தான் உங்களுக்கு Thank you, thank you for watching.